ஹாய் நான் அவங்க டிலைட் பேசுகிறேன் இந்த உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லலான்ட்ருக்கேன் அதாவது நர்சிங் சம்மந்தமான டாபிக்ஸ் அதாவது ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட ஸ்லைட் ஷேர் ஸ்லைட் ஷேர் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்திங்கன்னா டிலைட்ஸ் ஒரு ஃபஸ்ட் என் பேரை போட்டிங்கன்னா நர்சிங் சம்மந்தமான எல்லாவித பவர் பாயிண்ட்ஸ் மோட்டிவேஷ்னல் அதெல்லாம் டிப்பிக்கலான சப்ஜெக்ட் எல்லாமே நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களும் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்லைட் ஷேர் இதில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அல்லது ஜஸ்ட்டு என்னோடய நேமை ஸ்லைட் ஷேரில் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே நர்ஸிங் ரிலேட்டடான எல்லா டாபிக்ஸும் நீங்கள் படிச்சுக்கலாம் இது வந்து just for information இதில் வந்து இது இந்த ப்ராஃபிட்டும் இல்லாமல் மக்க அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரிசர்ச்சர்ஸ் என்னென்ன ஆராய்ச்சிகள் போஸ்ட் கிராஜுவேஷன்லேயும் கிராஜுவேஷன்லேயும் உங்களுக்கு தேவைப்படுமோ அதில் இருக்குது நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கற்றுமான ச்சரில் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான தேவையான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலான்ட்ருக்கேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ